ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் கிரேட் நியூனு அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு அஸ்பெக்ட் ரேஷியோவில் பதினாறு அதை நீங்கள் செலெக்ட் பண்ணுங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா நெஸ்ட்டுன்னு இருக்கும் அதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் இடது பக்கத்தில் மேலே பார்த்தீங்கன்னா இமேஜ்ருக்கும் அதில் போயிட்டு ஒரு பிளாக்ற இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு மேலே இண்டாப்ஷன் காட்டும் அது நீங்கள் கொடுத்த பிறகு அந்த இமேஜ் மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு வீடியோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு இதை அப்படி ட்ராக் பண்ணி விடுங்க ஓகேங்களா நான் ஒரு முப்பது செகண்ட் நான் வீடியோ எடிட் பண்ண போகிறதுனால ஒரு முப்பது செகண்ட் நான் ட்ராக் பண்ணிக்கிறேன் ட்ராக் பண்ணிவிட்டு மேலே ரைட் ஆப்ஷன் கார்ட்டு அது கொடுத்துங்க கொடுத்த பிறகு மறுபடியும் வீடியோடையே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் ஒரு பிஎம்ஜி இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் எடுத்துக்குங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் அகெயின் அதுமாதிரி ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வளர்ச்சி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் ஸ்க்ரீன் இருக்கும் ஓகேங்களா அது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்ப்ளேல எப்படி காட்டும் இதே மாதிரி தான் காட்டும் இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற மாதிரி இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ண ஆக்ச் ஓகேங்களா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை அந்தளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணீங்களா அந்தளவுக்கு ஜூம் பண்ணுங்கள் அதேமாதிரி நீங்கள் எப்படி ஜூம் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்தளவுக்கு ஜூம் பண்ணுங்க ஓகேங்களா ஜூம் பண்ணிவிட்டு இது வீடியோ எண்டுக்கு அப்படியே ட்ராக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரைட் ஆப்ஷன் இருக்கும் அதிக கொடுத்துங்க கொடுத்த பிறகு அகெயின் வீடியோடயே ஸ்டார்டிங் பியிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ரெய் பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அந்த ஃப்ரெய்ம் எடுத்துங்க ஓகேங்களா ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் அதுமாரி ஒருத்தர் க்ளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செட் பண்ணுங்கள் நான் எப்படி செட் பண்ணுறோம் அதேமாதிரி நீங்கள் செட் பண்ணுங்கள் செட் பண்ணிட்டு இது வீடியோ எண்ட்டுக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டீங்க ஓகேங்களா இது ட்ராக் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு அந்த ஃப்ரேம் இமேஜ் மீன் ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இடது சைடு பார்த்திங்கன்னா த்ரீ டார்ட் பண்ணிருக்கும் ஓகேங்களா அதுமாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கும் டூப்ளிகேட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் ஒரு டூப்ளிகேட் நமக்கு ரெடி ஆயிரும் இது அப்படியே நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்க ஓகேங்களா மேலே பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆறு மாதிரி இருக்கும் அதை நீங்க செலக்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணி இடத்துல எப்படி செட் பண்ணி நான் எப்படி செட் பண்ணுவோம் அதே மாதிரி நீங்களும் இந்த இடத்துல எப்படி செட் பண்ணுங்க ஓகேங்களா அதுக்கு மேலே நீங்கள் செட் பண்ணுங்க அப்போ தான் பார்க்கறதுக்கு செமஸ் சூப்பர் ஆகும் ஓகேங்களா செட் பண்ணிட்டு மேலே டிகாப்ஷன் காட்டும் அது நீங்கள் கொடுத்துங்க ஓகேங்களா கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து இமேஜ் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதில் உங்களுக்கு பிடிச்சவங்களோட இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிங்க ஓகேங்களா அதுக்கு நீங்கள் லேயரில் போய்ட்டு மீடியாவில் போய்ட்டு கேலரியில் போய்ட்டு இமேஜ் எடுத்துங்க ஓகேங்களா நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் ரிமோனாக இமேஜாக இருக்கணும் அப்போ தான் பார்க்கறதுக்கு செமஸ் சூப்பராகும் ஓகேங்களா இப்போ நம்ம ஒரு பேக்ரவுண்ட் ரிமோனாக இமேஜ் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்ப இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன் இமேஜ் எடுத்த பிறகு நீங்க அது மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல செட் பண்ணுங்க அதான் பார்க்கறதுக்கு செம சூப்பராகும் ஓகேங்களா இந்த இடத்துல இப்படி நான் எப்படி செட் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணுங்கள் செட் பண்ணிவிட்டு ஓகேங்களா இது வீடியோ எண்டுதுக்கு அப்படி ட்ராக் பண்ணி விடுவோம் ஓகேங்களா ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மேலே ரைட் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் கொடுத்து பிறகு அகைன் வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம ஃப்ரேமில் ஒரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதுக்கு எப்படி இமேஜ்னு தான் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது ஓகேங்களா அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு கேலரியில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்சமான ஒரு இமேஜ் நீங்கள் எடுத்துங்க ஓகேங்களா ஓகேங்களா இமேஜ் எடுத்து பிறகு நீங்கள் அதுமாரி ஒருத்தர் இப்படி கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ரேம் பக்கத்தில் இப்படி நீங்கள் செட் பண்ணுங்க ஓகேங்களா அந்த இடத்துல இப்படி செட் பண்ணி ஜூம் பண்ணி இப்படி இந்த இடத்துல ஜூம் பண்ணிங்க ஓகேங்களா ஜூம் பண்ணி இந்த இடத்துல போய் செட் பண்ணுங்கள் செட் பண்ணிவிட்டு இந்த இடது பக்கத்தில் பார்த்திங்கன்னா த்ரீ டாட் இருக்கும் அதில் போயிட்டு சென்ட்டு பேக் கொடுத்தோம் ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் இப்போ வலது சைடில் பார்த்திங்கன்னா கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கு ஓகேங்களா ஃபஸ்ட்டு கத்திரி ரெண்டாவது பாக்ஸ் மூணாவது இருக்குது அது வந்து கிராப்பிங் ஆப்ஷன் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு டிஸ்பிளேயில் எப்படி காட்டும் இதே மாதிரி காட்டும் உங்களுக்கு அந்த ப்ரேம் அளவுக்கு நீங்கள் இதை அப்படி சுருக்கிங்க ஓகேங்களா எப்படி நான் எப்படி செட் பண்ணுறோம் அதேமாதிரி நீங்கள் செட் பண்ணுங்கள் அப்போ தான் பார்க்கறதுக்கு செம்ம ஒரு <escue> மறுபடிய அது ஃப்ரண்ட்டில் வந்துடும் ஓகேங்களா ஃப்ரண்ட்டில் வந்த பிறகு இப்போ நீங்கள் இதை இமேஜ் எண்டு தான் நீங்கள் ட்ராக் பண்ணி விட்டுங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே ரைட் ஆப்ஷன் ரூபா அதை கொடுத்துங்க கொடுத்த பிறகு அதுக்கு நீங்கள் வீடியோடயே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஓகேங்களா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ணுவோ ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அது நீங்கள் எடுத்துங்க ஓகேங்களா ஓகேங்களா இது எடுத்த பிறகு நீங்கள் ஆக்கி அதுமாதிரி ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி எல்லா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் ரொட்டேட்ருக்கும் ஓகேங்களா அத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஓகேங்களா செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இது இந்த இதுக்கு மேலே நான் எப்படி செட் பண்ணுறேன்னா அதே மாதிரி செட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதான் பார்க்குறதுக்கு செவன் சூப்பராகும் செட் பண்ணிட்டு இதை வீடியோ இன்றதுக்கு அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டுங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணிட்டு மேலே ரைட் ஆப்ஷன் காட்டும் அதை நீங்கள் கொடுத்த பிறகு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜ் மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜை நீங்கள் கொஞ்சம் கீழே இறக்கி செட் பண்ணுவேங்க அப்பதான் பார்க்கறதுக்கு செம் சூப்பராக ஓகேங்களா அந்த இடத்துல இப்படி செட் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் எப்படி செட் பண்ணணும் அதேமாதிரி நீங்கள் செட் பண்ணுங்கள் அப்போ தான் பார்க்கறதுக்கு செம சூப்பராகும் ஓகேங்களா நான் இப்படி செட் பண்ணுவேன் இந்த இடத்துல செட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த இடத்துல செட் பண்ணுங்கள்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 ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் அதுமாரி ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு இந்தளவுக்கு கொஞ்சம் இந்த அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் சுருக்கீங்க சுருக்கி இந்த இடத்துல எப்படி செட் பண்ணிங்க ஓகேங்களா இப்போ நான் எந்தளவுக்கு செட் பண்ணேன் அதேமாதிரி செட் பண்ண அதை பார்க்குறதுக்கு செமஸ் சூப்பராகும் ஓகேங்களா இதே மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்க செட் பண்ணிட்டு இது வீடியோ எடுத்துக்கிட்டே ட்ராக் பண்ணி விடுங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணிட்டு மேலே ரைட் ஆப்ஷன் காட்டா அது நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு அகே நீங்கள் வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பவர் கொடுக்கப்புறம் ஓகேங்களா அதனுடைய பிஎன்ஜி இமேஜும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிவிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் எடுத்துங்க ஓகேங்களா எடுத்த பிறகு நீங்கள் ஆக்கிட்டு அது மீட் ஒருத்தர் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வலசு அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் ஓகேங்களா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்களா அதில் ஸ்க்ரீன் இருக்கும் ஓகேங்களா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு டிஸ்பிளேலே எப்படி காட் இதே மாதிரி தான் காட்டும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற மாதிரி அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்தளவுக்கு அந்த அளவுக்கு இது எப்படி ஓகேங்களா சுருக்கி அப்படியே கொண்டு வந்து இந்த சென்டரில் செட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த எண்டில் செட் பண்ணுங்கள் செட் பண்ணிவிட்டு இதை வீடியோ எண்டுதுக்கு அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டீங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணிவிட்டு மேலே ரைட் ஆப்ஷன் காட்டும் அது கொடுத்துங்க கொடுத்த பிறகு அகே நீங்கள் அது மேலே அந்த டெம்ப்ளெட்டின்னு ஒருத்தரை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா இன் அனிமேஷன் இருக்கும் அது கீழே பாருங்கள் ஓவரால் அனிமேஷன் இருக்கும் ஓகேங்களா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் புல்ஸ் இருக்கும் ஓகேங்களா அது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல்ப்பு விட்டு விட்டு எறிகிற மாதிரியிருக்கும் பார்க்கறதுக்கு செம் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா கொடுத்த பிறகு மேலே ரைட் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துங்க இப்போ நம்ம என்ன பண்ணப் போகிறோம் அப்படின்னா அடுத்து ஒரு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 ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் அகைன் நீங்கள் அப்படியே வளர்ச்சி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் ஓகேங்களா அது நீங்கள் செலெக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அகைன் அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையான அந்தளவுக்கு சுருக்கி இந்த இடத்துல கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது டிஸ்பிளேயில் காட்டும் உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்கள் இந்த அளவுக்கு ஜூம் பண்ணியோ உங்களுக்கு பெருசாகி சின்ன உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் இதை ஜூம் பண்ணி இந்த இடத்துல செட் பண்ணுங்க ஓகேங்களா செட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் காட்டும் அது நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாட்டு ஒரு லிரிக்ஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லிரிக்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு ஓகேங்களா டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் அப்படியே வளர்ச்சி அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளெண்டிங்னு இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே அதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் ஸ்க்ரீன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு மேலே டிகாப்ஷன் கொடுத்துங்க ஓகேங்களா டிகாப்ஷன் கொடுத்த பிறகு லைட்டை நீங்கள் மூவ் பண்ணுங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பாடலுடைய லைன் தெரியும் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா லைன் தெரிஞ்ச பிறகு அகெய்ன் நீங்கள் அந்த லிரிக்ஸ்னு ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்தளவு சுருக்குங்க சுருக்கிட்டு ஓகேங்களா அந்த பார் இமேஜ் மேலே வாங்கி அப்படி தான் பார்க்கறதுக்கு செமஸ் சூப்பராக ஓகே என்ன செட் பண்ணுங்க ஓகேங்களா செட் பண்ணிவிட்டு மேலே டிக்காப்ஷன் காட்டும் அது நீ கொடுங்க ஓகே கொடுத்த பிறகு அக்கே நீ வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்ணப்போ அதனோட இல்லைங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அது நீங்கள் எடுத்துங்க ஓகேங்களா அதை எடுத்த பிறகு நீங்கள் அதுமாரி ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க நீங்கள் வளசில் பார்த்திங்கன்னா பாக்ஸ் மாதிரிருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதிகங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கார்டு அதை நீங்கள் கொடுத்துங்க அகைன் அந்த டெம்ப்லெட்னு ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வளசில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் ஓகேங்களா அதை நீங்கள் செலக்ட் செலக்ட் பண்ணிட்டு அதில் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா செலக்ட் பண்ணிட்டு இதே வீடியோ எண்டுக்கு அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டீங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணிவிட்டு மேலே ரைட் ஆப்ஷன் கார்டு அதை நீங்கள் ஓகேங்களா கொடுத்த பிறகு இப்போ வீடியோடயே ஸ்டார்டிங் பண்ணிட்டு வாங்கினா இதில் ஒரு லைட் அதனுடைய டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் அதுமேல் ஒரு தடவை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு ஓகேங்களா கிளிக் பண்ணிட்டு இந்த அளவுக்கு நீங்க ஜூம் பண்ணுங்க ஓகேங்களா நான் இந்த அளவுக்கு ஜூம் பண்ணணும் அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிட்டு அப்படியே நீங்க வளர்ச்சி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுல பிளண்டிங் இருக்கு அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு அப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அதுல ஸ்கிரீன் இருக்கும் அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு மேல டிக்ஷன் கொடுத்துருவாங்க ஆப்ஷன் கொடுத்துங்க அப்படி ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் பிறகு இப்போ நீங்க இதை ப்ளே பண்ணி பாருங்க புறா இருக்குங்க இப்போ நம்மளுக்கு செமையான ஒரு வாட்ஸ்அப் செட்டஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் மேலே மேலே பாருங்கள் ஆரமாக இருக்கா அதை நமக்கு டவுன்லோட் ஆப்ஸாக அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு இதில் உங்கள் மொபைல்க்கு எந்த கிளாரிட்டி செட் ஆகும் அதை செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ்ஸ் வீடியோனு இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துங்க கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஏன்ஜினா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும் ஓகே பாய்